கதையும் கருத்தும் ஒரு மாணவன் எப்படி இருக்க வேண்டும் என மாணவன் வந்தான் ஐயா மாணவன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு சாக்ரட்டிஸ் என்பவன் கொக்கை போல இருக்க வேண்டும் கோழியைப் போல இருக்க வேண்டும் உப்பை போல் இருக்க வேண்டும் உன்னை போல இருக்க வேண்டும் என்று கூறினாராம் மாணவனுக்கு ஒன்றும் புரியவில்லை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் என்றான் கொக்கு ஒற்றைக்காலில் நீண்ட நேரம் பொறுமையாக நிற்கும் மீன்கள் வந்தவுடன் விரைந்து செயல்பட்டு பிடித்துவிடும் அதுபோல ஒரு மாணவன் சரியான வாய்ப்பு கிடைக்கும் அதை பயன்படுத்தி அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறினார் கோழியை போல இருக்க வேண்டும் என்றீர்களே அதற்கென்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன் கோழி என்ன செய்யும் குப்பையே கிளரும் ஆனால் அந்த குப்பைகளை விட்டுவிட்டு தனக்கு தேவையான உணவை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அதுபோல மாணவர்கள் தாம் சந்திக்கும் தீமைகளை தூரம் தள்ளி வைத்து நன்மைகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் அடுத்தது உப்பை போல இருக்க வேண்டும் என்றீர்களே ஆமாம் உப்பை எந்த உணவோடு கலக்கினாலும் அது இருக்கிறது என்று கூற முடியும் ஆனால் கலக்கிய உணவில் உப்பு கண்ணுக்கு தெரியாது அதன் சுவையை மட்டுமே உணர முடியும் அதுபோல மாணவர்கள் எந்த துறையில் இறங்கினாலும் அதில் சிறப்பான தனித்தன்மையை வெளிப்படுத்தி தனது மறைவுக்கு பின்னும் அதை இவர் தான் செய்தார் என்று கூறும்படி விளங்க வேண்டும் என்றார் எல்லாம் சரி உன்னை போல இருக்க வேண்டும் என்றீர்களே அதற்கென்ன அர்த்தம் என்று கேட்டான் மாணவன் என்பவன் தனக்குள் எழக்கூடிய சந்தேகங்களை எந்தவித தயக்கமும் இல்லாமல் ஆசிரியரிடம் கேட்டு தெளிவு பெற வேண்டும் அதற்காகத்தான் உன்னைப்போல இருக்க வேண்டும் என சொன்னேன் என்று பொன்னா வைத்தார் ஆகவே மாணவர்களே தங்களுக்கு பாடப்பகுதியில் எழக்கூடிய சந்தேகங்களை ஆசிரியரிடம் ஐயமின்றி கேட்டு தெரிந்து தெலுங்கு கற்றல் தெளிவுற கற்றல் என்ற இரண்டு கோட்பாடுகளையும் மனதில் நிறுத்தி பாடப்பகுதிகளை கற்கத் தொடங்குங்கள் தேங்க்யூ